வருக்கும் வணக்கம் இது கொங்கம் வளைவழிச் சன்னலின் மொழியம் அல்லது காணொளி ஒரு பாடலோடு தொடங்குவோம் உலக மாந்தகுலத்தின் வரலாற்றை தமிழரின் தமிழ் தமிழின் வரலாறு இல்லாமல் நிறைவு செய்ய முடியாது இப்படி சொல்லலாமே நேர்முறையாக உலக வரலாறு உலக மாந்தகுலத்தின் வரலாறு இந்தியத்தின் வரலாற்றுக்குள் அடக்கம் இந்தியத்தின் வரலாறு தமிழரின் தமிழ்நாட்டின் தமிழ் மொழியின் வரலாற்றுக்குள் அடக்கம் தமிழரின் தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் தமிழ்நாட்டின் வரலாறு குமரி கண்டம் எனப்படுகிற அங்கே மூழ்கி போனதாக சொல்லப்படுகிற ஏழை நாற்பத்தொன்பது நாடுகள் அதில் யாழ்குடா நாடு என்பது ஒன்று ஏழு குடா நாடு என்று சொல்வார்கள் ஏழ்பனை நாடு ஏழு தெங்க நாடு ஏழு குறும்பனை நாடு ஏழு குணா நாடு ஏழு குடா நாடு ஏழ் முன்பாலை பின்பாலை என்று சொல்வார்கள் அதில் ஏழ்குடா என்பதுதான் பின்னால் யாழ்குடாவாக மறிவிருக்கலாம் என்பது எமது புரிதல் இந்த யாழ்குடா நாடு தான் இன்றைக்கு இலங்கை என்று மறுவி நிற்கிறது ஈழம் அப்படி ஈழத்தினுடைய வரலாறும் குமரிக்கண்டத்தின் வரலாறும் கொங்கம் கொங்கு மண்டலம் கொங்கு நாடு மேற்கு பகுதி தமிழ்நாட்டின் இன்றைய தமிழ்நாட்டு மேற்கு பகுதி என்று சொல்லப்படுகிற கொங்கத்தின் வரலாறும் ஈழத்தின் வரலாறும் இல்லாமல் தமிழ் இனத்தின் வரலாறு நிறைவுறாது ஈழத்தின் குமரிக்கண்டத்தின் வரலாறும் கொங்கத்தின் வரலாறும் தமிழ்நாட்டின் வரலாறும் இந்தியத்தின் வரலாறும் உலகத்தின் வரலாறும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கிடப்பது இதனை விளக்குவதற்கு ஒரு சிறிய பாடல் தங்கத்தமிழீழமும் கொஞ்சுதமிழ் கொங்கமும் தமிழ் தேசிய இனத்தின் உடைமை இலங்கை சிங்களமும் இந்தியமும் எம்மை அடிமைப்படுத்த நினைப்பது மடமை எமை அடிமைப்படுத்த நினைப்பது மடமை தங்க தமிழீழமும் கொஞ்சுதமிழ் கொங்கமும் தமிழ் தேசிய இனத்தின் உடமை தமிழ் தேசிய இனத்தின் உடைமை இன்றைக்கு இந்திய துணைக்கண்டம் அல்லது இந்திய ஒன்றியம் இந்தியா என்றெல்லாம் சொல்லப்படுகிற இந்த பரந்த நிலப்பரப்பு தமிழருடையது தான் இதை தமிழராகிய நாம் மட்டும் சொல்லவில்லை பல இந்திய அளவிலான தலைவர்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக ஜோதிபாஸு அம்பேத்கர் இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கின்ற மம்தா பானர்ஜி உட்பட அனைவருமே உலகத்தின் பல்வேறு மொழி இன ஆய்வாளர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ியம் என்பது ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ் நிலம் தமிழரின் நிலம் அதைத்தான் தொல்காப்பிய கூட வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என்று பணம் பாறினார் தொடங்கி இருப்பார் அப்படி இந்தியம் என்பது தமிழருடைய பரந்த நிலப்பரப்பு தான் என்னும் பரந்த நிலப்பரப்பு தொல் பழம் தமிழர் எமதல்ல ியமனும் பரந்த நில பரப்பு தொல்பழ்தமிழர் எமதல்லவோ இத்தனை கோடி தமிழரும் இங்கே இந்தியத்தின் அடிமைகளோ இந்து இந்தியத்தின் அடிமைகளோ தங்க தமிழீழமும் கொஞ்சு தமிழ் கொங்கமும் தமிழ் தேசிய இனத்தின் உடமை தமிழ் தேசிய இனத்தின் உடைமை ஒரு காலத்தில் இன்றைக்கு இருக்கிற பல்வேறு மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள் என்று சொல்லப்படுகிற பகுதிகள் மொழிவாரி மாநிலங்கள் என்று சொல்லப்படுகிற பகுதிகள் எல்லாம் தமிழில் தமிழர் பகுதியாக இருந்தவை தான் கலிங்கம் அதில் காஷ்மீருடைய பெயர் வந்து காந்தாரம் என்று சொல்கிறார்கள் அப்போ காந்தாரம் முதல் தென்குமரி வரை இன்றைக்கு இருக்கிற காஷ்மீர் அன்றைக்கு காந்தாரம் அப்படி இன்றைக்கு இருக்கிற வட இந்திய பகுதி மகதம் இப்படி ஐம்பத்தாறு தேசங்கள் இருந்ததாக ஒரு வரலாற்று பூர்வமான செய்திகள் இருக்கின்றன அந்த வகையில் காஷ்மீரெனப்படும் காந்தாரம் முதல் தென்குமரி வரை எமதல்லீரனப்படும் காந்தாரம் முதல் தென்குமரி வரை தமிழ் நிலமே மொழி வழியாக பிரிந்து திரிந்தது தமிழியமே மொழி வழியாக திரிந்து பிரிந்தது தமிழியமே தங்க தமிழீழமும் கொஞ்சு தமிழ் கொங்கமும் தமிழ் தேசிய இனத்தின் உடமை தமிழ்த் தேசிய இனத்தின் உடைமை இன்றைக்கு இந்தியா என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு ஆதிக்க மனப்போக்கால் மனப்போக்கால் கட்டமைக்கப்பட்ட இந்த அரச நிறுவனம் இதை ஒரு நாடு என்றோ தேசம் என்றோ ஒன்றியம் என்றோ சொல்வதெல்லாம் எம்மை பொறுத்தவரையே ஏற்புடையது அல்ல ஏன்னால் ஒன்றியம் என்றால் கூட தேசம் என்பது ஏற்க இயலாது அதை பல்வேறு அரசியலாளரும் ஏற்பதில்லை அல்லது நாடு என்று ஏற்க முடியாது ஒரு மொழி கெண்டது அல்ல இது இது வேற்றுமையில் ஒற்றுமை என்றெல்லாம் பீற்றிக்கொண்டாலும் கூட இது ஒரு நாடோ தேசமோ ஒன்றியமோ கூட ஏனென்றால் ஒன்றியம் என்பது அனைவரும் பேசி ஒருவருக்குள் ஒரு ஒருவருக்குள் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டு ஒருங்கிணைந்தாலும் அது ஒன்றியம் அப்படி இணைக்கப்படலையே இணையல்லையே நம்ம எனவே இதை ஒன்றியம் என்றும் சொல்ல முடியாது ஆக ஆனால் இந்தியம் நம்மை குறிப்பாக அனைத்து மக்களையுமே இப்போ நூற்றி முப்பது நூற்றி இருபது கோடி மக்கள் என்றால் அனைவரையும் அடக்கி ஒடுக்கி ஆயுத பலத்தால் படை பலத்தால் ஒடுக்கித்தான் ஆழ்கிறது ஆட்சி புரிகிறது ஆதிக்கம் செலுத்துகிறது பல்வேறு தேசிய நம் மொழிவெடி தேசிய இனங்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிற சிறைச்சாலை தான் இந்தியம் என்று நம்முடைய தமிழரசன் கூட சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த இந்தியம் நம்மை அடக்கி வைக்க நினைக்கிறது இது தமிழரை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடக்காது இந்தியாவிற்கு இந்த நாடு இந்த இனம் என்றைக்கும் ஒரு காலத்திலும் அடங்கி இருக்க முடியாது ஏனென்றால் இது தனித்து சுயமாக இயங்கக்கூடிய ஒரு மொழி அந்த மொழி வழி இனம் இது அடக்கு முறைகள் எம் மேல் பாய்ந்தால் அடங்கியே நாங்கள் கிடப்போமோ அடக்கு முறைகள் அடங்கியே நாங்கள் கிடப்போமோ நாம் தமிழர் அல்லவோ உரிமையை விட உயிர் பெரிதாமோ நாம் தமிழர் அல்லவோ உரிமையை விட உயிர் பெரிதாமோ இன உரிமையை விட உயிர் பெரிதாமோ தங்க தமிழீழமும் கொஞ்சுதமிழ் கொங்கமும் தமிழ் தேசிய இனத்தின் உடமை தேசிய நம்ம பலர் கர்நாடகாவை பாருங்கள் ஆந்திராவை பாருங்கள் கேரளாவை பாருங்கள் வட இந்தியர்களை பாருங்கள் அந்த மொழி உணர்வை இன உணர்வு பற்றியெல்லாம் பேசுகிறோம் எதிர்மறையாக சிந்திக்கிறோம் என்று நான் கருதுகிறேன் நாம் தான் மொழி உணர்விலே இன உணர்விலே இந்திய நிலப்பரப்புக்கே முன்னோடியாக இருப்பவர்கள் அப்படி தான் நடந்திருக்கிறது அப்படி தான் நிகழ்ந்திருக்கிறது அவர்களே இப்போ தான் அந்த உணர்வே வந்திருக்கிறது ஆனால் நமக்கு நூறாண்டுகளுக்கு முன்பே இந்த உணர்வு எல்லாம் வந்திருக்கிறது மொழி உணர்வு இன உணர்வு என்பதெல்லாம் இன்றைக்கு உலக தாய்மொழி என்று சொல்வதை கூட நம்முடைய சனவரி இருபத்தைந்து அந்த மொழி போர் நாளை தான் வைத்திருக்கணும் ஆனால் நமக்கென்று ஒரு நாடு இல்லாததால் நமக்கென்று ஒரு கொடி ஐநாவையில் இல்லாதால் அது இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கிறது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இனம் காக்க மொழி காக்க நம்ம தான் தமிழர் தான் உயிரை கொடுத்து இந்த மொழியையும் இனத்தையும் தொடர்ந்து உரிமைக்காக தங்களுடைய உயிரை இழந்து தற்கொடையாக கொடுத்து இந்த மொழியையும் இனத்தையும் தொடர்ந்து காப்பத்தை வந்துகிட்டு இருக்கிறோம் இதற்கு நிறைய சான்றுகள் உண்டு தாளமுத்து நடராசன் கிழப்பழுவூர் சின்ன எத்தனை உயிரீகங்கள் மொழிகாக்க தாழமுத்து நடராசன் கீழப்பழுவூர் சின்ன சாமி எத்தனை உயிரீகங்கள் மொழிகாக்க அப்துல் ரவுத்துக்குமா செங்கோடி விக்னேசு என அப்துல் ரவு முத்துக்குமா செங்கோடி விக்னேசு எத்தனை உயிரிகங்கள் இனம் காக்க தங்க தமிழீழமும் கொஞ்சுதமிழ் கொங்கமும் தமிழ் தேசிய இனத்தின் உடமை தமிழ்தேசிய இனத்தின் உடைமை அண்மை காலமாக குடியரசியல் அல்லது குல அரசியல் என்பது தமிழ் குமுகத்திலே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகளவில் இன்றைக்கு தமிழர் மத்தியில தமிழர் நடுவில் தமிழ் குமுகத்தில் இன்றைக்கு தலை தூக்கி கூர்மை அடைந்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல் போக்கு போங்கு என்பது குடியரசியல் என்பது இந்த குடியரசியல் என்பதில குடியரசு ஜனநாயகம் என்கிற ஒரு பண்பு இருக்கிறது உலகத்தின் முதல் ஜனநாயக அரசுகளை நிறுவியது கொங்கம் தான் என்பது எம்முடைய வரலாற்று புரிதல் தெளிதல் என்று சொல்லலாம் அதற்கான சான்றுகளை நாம் வருகிற காணொலிகளை தொடர்ந்து பதிவிடுவோம் இடையங்களில் உலகத்தின் முதல் குடியரசான கொங்கம் இந்த குடியரசு இன்னைக்கு குடியரசு என்றால் அதாவது ஜாதியை இன்றைக்கு குடி என்று அடையாளப்படுத்துகிறோம் குடியைதான் ஜாதியா மாறி இருக்கு பின்னாடி குடி குடிவழி அடையாளங்கள் குல மரபு இவைதான் பிறப்பு அடிப்படையில் நான் ஜாதிமோ பின்னாடி கட்டமைக்கப்பட்டது ஆனால் இந்த குடி தொழில்முறை குடிகள் குடி குல அந்த குடி குல மரபு பெயர்கள் என்பதெல்லாம் நம்முடையது அத நம்ம மறுக்க முடியாது ஆனால் அது இன்றைக்கு கூர்மை அடைந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு தனி தமிழ் குடியும் குளமும் தங்களுடைய குடிகளும் குளமும் குடியும் குளமும் மட்டும்தான் பெருமைக்குரியது என்று எண்ணுவதோ நினைப்பதோ அப்படி ஒரு வரலாற்றை எடுத்துக்கொண்டு தமிழ் குமுகத்தில் உழவு விடுவதோ அவ்வளவு நல்லதல்ல தமிழர் குடிவழி அடையாளங்களும் குளமரம் அடையுது கூர்மை தமிழர் குடிவழி அடையாளங்களும் குளமரபும் அடையுது கூர்மை தனித்தனி குடி குல பெருமிதங்களை விட உடனடி தேவை இன ஓர்மை உடனடி தேவை தமிழின ஓர்மை தங்க தமிழீழமும் கொஞ்சு தமிழ் கொங்கமும் தமிழ் தேசிய இனத்தின் உடமை இலங்கை சிங்களமும் இந்தியமும் எமை அடிமைப்படுத்த நினைப்பது மடமை எமை அடிமைப்படுத்த நினைப்பது மடமை தங்க தமிழீழமும் கொஞ்சு தமிழ் கொங்கமும் தமிழ் தேசிய இனத்தின் உடமை தமிழ் தேசிய இனத்தின் உடைமை இது போன்ற பாடலோடும் பாடலுக்கான விளக்கங்களோடும் தொடர்ந்து கொங்கம் வலைவொளி சேனலில் பதிவுகளை இட இருக்கிறோம் மிக எளிய முறையில் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம் இதற்கு தமிழ்நாட்டு தமிழர் மற்றும் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர் ஈழத்தமிழர் புலம்பெயர் தமிழர் அனைவரும் ஆதரவளித்து ஒத்துழைத்து கொங்கம் வலையளிச்ச நிலை உலகத்தமிழர் நடுவில் மத்தியிலும் தமிழ்நாட்டு தாயக தமிழ் தேசிய அரசியலார் மத்தியிலும் கொண்டு சேர்க்க வேண்டியது இதை காணுகின்ற பார்க்கின்ற ஒவ்வொருவரின் தலையாய கடமை என்பதை வலியுறுத்தி சொல்லி விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் வணக்கம்